குமார் கோடம் செல்லமா ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டீங்களாடா மரியா போய் பார்த்துட்டு வரவும் அடக்கடவுளே சீ விரைவாட போவோம் ஏண்டா இந்த மாடுங்களை எல்லாம் கட்டியே போட மாட்டாங்கடா எப்ப பார்த்தாலும் ரோட்லயே திரிதுற வண்டின்னு ஓட்டவே முடியலடா ஆமாடா இருங்களாலயே தான்டா பாரு ஆக்சிடென்ட் ஏ நடக்குதே குமார் கோடம் செல்லன்னு சொன்னனா அது என்ன நான் மாடு துரத்திட்டு அந்த பாப்பாவுக்கு முட்டிலாம் அடிடாடாது மாட்டு ஒழுங்கா கட்டி போட்டு வளக்க துப்பு இல்லனா எதுக்குடா இதெல்லாம் மாடு வாங்கி வளக்குதுங்க இவங்க மாடு வளக்குங்க நம்ம உயிரை பறி கொடுக்கணுமாடா ச்சே गवर्नमेंटல கம்ப்ளைன்ட் கொடுத்தா எந்த டிபார்ட்மென்ட் கீழடா அந்த பொறுப்பு வருது அந்த அந்த ஊரு வீங்கடா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லிய இப்படி மாடு திருடினா மாட்டை எல்லாம் புடிச்சிட்டு போய் பட்டியில கட்டி போட்டுவாங்கனா அப்புறம் ஃபைன் கட்டி தான் வந்து மாட்டை ஆச்சிட்டு போறோம் முன்னாடி எல்லாம் புடிந்துச்சு இப்போ யாருமே கண்டுக்கறது இல்லடா இந்த காலத்து பசங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டிறது இந்த மாதிரி வந்து உலவுறது என்ன ப்ரோ பாத்து வாங்க வரக்கூடாது என்னன்னே தெரியல பேசி மாட்டுக்கு காசு வாங்கி கொடுங்க அதுவே வாயில் வச்சிருக்காங்க பாருங்க ஏய் யா நீங்க எல்லாம் எங்கையா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க ডেইলি ரோட்ல மாடுலாம் தெரியுதே எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது எத்தனை பேர் உயிர் போகுது அப்பையெல்லாம் நீங்க எல்லாம் எங்க போவீங்க மாட்டு காசு வாங்க மட்டும் வந்துறீங்க எல்லாரும் மனுஷங்க உயிரே தோரமாட எல்லா உயிரும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதே இல்ல வரிச கணக்கா அப்படியே ரோட்ல மாடு தெரியுதே மாட்டுக்காரங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கிறதுக்கு மட்டும் உமர்மமா இருக்கீங்க இல்ல அந்த மாட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லுங்க ரோட்ல மாடு தெரிய ஓடாதீங்க நிறைய உயிர் போகுது அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பணங்க கேளுங்க நீ என்னயா சொன்னே ரெடிய வக்காலத்து வாங்கறீங்களோ அவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான் வாங்க போலீஸ் போகணும் எதுக்கு வாங்க இல்லையா எல்லாரும் போயாச்சும் நீ மட்டும் நிக்கிற நீ தான் மாட்டு உரிமையாளரா ஆமா தம்பி எப்போதும் மாட்டை கட்டி போட்டுருவேன் இன்னைக்குன்னு பாருங்க மறந்தாப்புல அவுத்து விட்டுட்டேன் இன்னும் நடக்காது வாங்க வரட்டிங்களா எம்மாடி அம்மா தப்பிச்சோம்மா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க மாட்டுக்கு மாடும் போயிருந்துருக்கும் ஃபைனும் தண்டம் கட்டணும் இன்னும் மாட்டை அவுத்தே விடக்கூடாது வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சு வளர்ப்போம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஹெல்ப் பண்ணதுக்கு ஒருத்தர் ஒரே வாழ்க்கை நல்ல வேலை இந்த ஒரு நல்ல பாடத்தை போக வீட்டுக்கு போங்க ப்ரோ ப்ரோ